ஹலோ பாஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் வர்ஷினி என் அப்பா பெரு ராஜா சுப்பிரமணியன் என்னோட அம்மா பேர் ராஜே சரி நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதை அந்த கதையை நீங்க பா பார்த்து பிடிச்சிரு பிடிச்சிருந்தா இப்பவே கீழே கமெண்ட் போட்டுருங்க வாங்க நாம் இப்போ கதைய கேட்கலாம் ஒரு நாள் கத்து பாரு பூனாலும் கட்டிக்கிட்டே இருக்குமா அப்போ அவங்க அம்மா அப்பா ஒண்ணு பண்ணாங்க அந்த பையனை பேப்பர் குடுக்கிற வேலைக்கு வந்து சேர்த்து விட்டாங்களாம் அதுக்கப்புறமா அவனை அவங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்களாம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோன்னு வந்து கத்துனானா அப்போ கத்தணும் பயந்து போயிட்டாராம் அது ஏன் சிங்கினால டாக்டர் பயந்து போயிட்டாரான் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அவங்க அம்மா நாய் சிவாம வெளியே அனுப்பிட்டு எப்படியாவது அந்த மருந்து They to அந்த மருந்த ஒரு லெட்டர் கொடுத்தாராம் சாரி லெட்டர் கொடுத்தாரா லெட்டர் கொடுக்கும்போது என்ன எழுதி இருந்துச்சா நீங்கள் அவனை கராட்டையில் சேர்த்து விடுங்கள் எழுதிக்கு சேர்த்து விட்டாங்கிட்டே இருந்தானா மாஸ்டர் அவன் உட்கார சொன்னாமா அவன் உட்காராமா ரொம்ப கத்துக்கிட்டே இருந்தா அப்போ அவனை தடவை விளையாட போகும்போது ராட்டு கட்டுனத்துக்கு கூப்பிட்டு போனாங்க கூட்டு போட்டா வேணும் அப்படின் கத்திக்கிட்டே நானும் அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து அத கேட்டு அந்த அந்த இதுல வந்து கதாவலதா கதா தேங்க்யூ எவ்ரிவான் இந்த கதைக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு பாய் பாய்